லவ் பண்ணுறவை லவ் ஸ்டேட்டஸ் வைக்கிறான் லவ் இல்லாதவ சிங்கிள் ஸ்டேட்டஸ் வைக்கிறான் லவ் ஃபெயிலியரானவை லவ் ஃபெயிலியர் ஸ்டேட்டஸ் வைக்கிறான் இப்போ நீ சிங்கிள்னு ஸ்டேட்டஸ் வைச்சா எல்லா பொண்ணுங்களும் உன்னை தேடி தேடி வந்து லவ் பண்ணுமா இல்லை நீ லவ் ஃபெயிலியர்னு ஸ்டேட்டஸ் வைச்சா உன் லவ் தான் திரும்பி வந்துடுவாளா இல்லை என் லவ்வருக்கு தான் வைக்கிறேன்னு சொன்னால் உன் லவ் உண்மையாகிடுமா டே இப்போல்லாம் பொண்ணுங்க லவ் ஸ்டேட்டஸ் பார்க்குறது நீ எந்த ஸ்டேட்டஸில் இருக்கிறதான் பார்க்குறேன்